இந்த ஷீரோவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தர வேண்டியது இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா ஆஹ் ஷீரோ பத்தியா இதுதான் நம்ம வீடு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்குது இதுக்கே இன்னும் இருபது வருஷத்துக்கு லோனுக்குதான் என்ன பண்ணுறது